வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளிவழியாக உங்கள் சிபிக்கிற தொழிலுக்கும் ஒரு சீசன் இருக்கும் ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த தொழிலாளிகள் தங்களுடைய ரத்தத்தையே வேர்வையா சிந்தி தங்களுடைய உழைப்பு மொத்தத்தையும் அந்த இதுல போடுவாங்க அப்படி உழைக்கிற அந்த தொழிலாளிகளுக்கு கூட ஒரு டைரி கிடைக்காது அப்படி கிடைக்காத பட்சத்துல அந்த தொழிலாளியுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பிரதிபலிக்கிறது இந்த சிறுகதை இது திரு சூரியகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு தொழிலாளியின் டைரி என்ற சிறுகதை வாங்க கதைய கேட்கலாம் உன் கையே சர்வீஸ் கையே கச்சிதமா நீட்டா ஒர்க் பண்றப்பா முனியப்பேன் தொழில தேர்ந்தாளாச்சே அப்படி இப்படின்னு சொல்லிக்கினேன் ஒரே ஐடியா ட்யூட்டி கொடுத்துக்கின இன்னைக்கும் நைட்டு எட்டு எட்டரை இல்லாம வீட்டுக்கு கிளம்ப முடியாது நானும் தான் போன முப்பது வருஷ காலமா பாத்துக்கணே தானே ஒவ்வொரு ஜூலை புடிச்சு நவம்பர் கட்சி வரைக்கும் ஆள் பிழிஞ்சு எடுத்துருவானுவ இந்த தொழில எதனாலு கேட்டீங்கன்னா டிசம்பர் மாசத்துல கடைகளுக்கு இந்த டைரிக வியாபாரத்துக்கு வந்தாகணும் அதுக்கோசரம் வெளியூர்ல இருந்தெல்லாம் வியாபாரிங்க ட்ரங்கால் போட்டு பேஜார் பண்ணிக்கினே தான் இந்த சீசனைட்டு புரட்டிலான்னு அவங்க புத்தி ஆளா பறக்கும் எனக்கு மண்ணடியாண்ட இருந்து மாம்பழத்துக்கு ஸ்ட்ரெயிட் கிடையாது ஒன்னா பிராட்வே வரணும் இல்லாங்கட்டி பாரிமனை போய் நின்னாகணும் டிபன் காரியனை எடுத்துக்கின்னு பூட்டை விட்டு காலம்புற பச்சு பிச்சுன்னு எடுக்கிறப்பவே கிளம்புனா முடியும் என்னம்மாப்பா இந்த டைரி தயாரிக்கிற கம்பெனியில வேலைக்கு சேர்ந்த நாளை தட்டு மனுஷனுக்கு பிடிச்சது சோதனை வார கூலிக்கு இவனுங்க கிட்ட சிரமங்க கொஞ்ச நெஞ்சம் மேல ஒரு நரம்பு பின்னல்கள்ப்பா இப்பவே வயசு அம்பத்தஞ்சாண்டு இன்னைக்குது கல்யாணம் கட்டின புதுசுல அப்ப வயசு என்ன ஒரு இருபத்தி நாலு இல்லங்கட்டி இருபத்தஞ்சு தேரும் அந்த டைம்ல டூட்டிக்கு வந்தவன்பா இன்னமோ அத செய்யோம் இத செய்யறோன்னு இம்மா வருஷமா சும்மா டபாய்ச்சு பீத்திக்கிறானுங்க ஆனா ஒன்னதையும் சைதாபேல ஒண்ணு ராயப்பட்டே ஒண்ணு கோடம்பக்கத்துல ஒண்ணுன்னு இவனுங்க கம்பெனிகளை தான் பிராஞ்சு பிராஞ்சா கட்டிக்கினே கீரானுவ தொழிலாளிங்க மாங்கு மாங்கன்னு உழைச்சிக்கினே காலத்தை ஒட்டிக்கின்னு இக்கல் போடுறானு ஒரு கூலி வயிறு இல்ல போனசு இல்ல எதுவும் கிடையாது இந்த மவுண்ட் ரோட்ல எம்மா பெரிய பில்டிங்குங்க எண்ணெய் தீராத ஆபீஸுங்க இருக்குங்க அதுங்களுக்குள்ள எல்லாம் நாங்க செஞ்ச எங்களோட உருவான டைரிங்க தான் பல பயன்படுத்துறானுங்க அவனுங்க நினைச்சு பார்க்க முடியுதோ இல்லையா இந்த மாம்பழத்து கம்பெனில எத்தனையோ விதமான டைரிங்களை செஞ்சு கூச்சிருக்கோம் வர்ற ஆர்டருக மாடல்களையும் டிசைன்களையும் கேட்டு வருதுங்க அதுங்களுக்கே தப்பு பிளான் பண்ணி டம்மி போட்டு நீட்டா அமைச்சு கொடுத்து அதை உருவாக்கி முடிக்கிறதுக்குள்ள சமத்தியான எழுத்துங்களை கம்போஸ்ட் பண்ணி அப்புறம் பார்த்து மெஷின்ல ஏத்தி பிரிண்ட் விலையை ஒழுங்கா முடிச்சு கட்டிங் பண்ணி பைண்டிங்கு தயார் செஞ்சு வச்சு பிறந்தனாலே கண்டுடும் ஆத்தா வாத்த விளக்கெண்ண கொண்டு வெளியில வந்துடும் வேலைன்னா வேலை அம்புட்டு வேலை முழுசு செஞ்சு முடிச்சு கையில எடுத்து பாக்குறப்ப எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த உலகமே அதுக்குள்ள நின்னு அப்புறமா சொல்லல் தோணும் இந்த டைரி ஒரு டாக்டர் கைக்கு போகலாம் ஒரு வக்கீல் கைக்கு போகலாம் ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட இல்ல ஒரு காலேஜ் கணக்கெட்ட ஜனங்கிட்ட போய் இது உபயோகப்படுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இது பிரயோஜனப்படுது அவங்களோடையும் அவங்களுடைய வாழ்க்கையோடையும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவங்களோடையும் ஆத்மாத்தனா இது இரண்டரை கலந்து போகுது தங்களோட நெஞ்சில சுமந்து நிக்கிற எண்ணங்களையும் அடைவாங்க பயன்படுறதுல என்னோட மனசு ஆறுதலும் படுது அதோட சந்தோஷமும் படுது நான் ஒழைச்சு சிந்தின வேர்வ இந்த டைரிகளோட காகிதத்துல ஐக்கியமாகி ஜனங்களோட மூச்சு காத்துல பரிச்சயப்பட்டு அனுதனமும் அவங்களுடைய கவனத்துல நினைச்சு நிக்கிற கைங்கரியமாக போறதுல அப்பப்ப ஒரு சுகத்தையும் அனுபவிக்கத்தான் என்னத்திலத நேரமும் கிடையாது நைட்டு வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்து வௌத்து பசிக்கு ஆகாரம் பண்ணவே டைம் பாத்து பத்திரி ஆயிடுது நான் படுற பாட்டையும் மனசுல நெறிஞ்சிக்கினு திக்கு முக்காட வைக்கிற அவஸ்தைகளையும் சுமந்துக்கின அடுத்த வருஷம்ண்டிப்பா வாங்கிட்டு வந்து தரேன்னு அவங்க கிட்ட நானும் சொல்லிக்கினே தான் கீரன் மனசரிய பொய்ங்கறது எனக்கு தெரியும் கம்பெனி மேனேஜரு யாரு யாருக்கெல்லாமோ வழிய வலிய டைரி கொடுக்கறான் அன்பழிப்பு அது இதுன்னு பல்ல இழுச்சிக்கொடுத்துகிட்டேதான் இருக்கான் பேமானி நம்ம நினப்பூட உரைக்கிறதுக்குறவே அப்படி டைரி தருவான் போகட்டும் நம்ம சர்வீஸ்ல இதன வரைக்கும் மேனேஜர் ஆண்ட போய் நின்னு ஒரு டைரி கொடு சார்னு கையேந்தி வாங்கின பயக்கமே இல்ல இனிமேல அந்த பேமானி பயக்கம் வேணாம் அத்தவுட்டு அவனுக்கு ஒரு கௌரவத்தின் நமக்கு ஒரு கௌரவத்தி வேணாமா இன்னா தொல்லோடி அருமை தெரியாத பைங்க அவங்கிட்ட கீரை பீத்துண்டு எதுக்கு சமான் நினைச்சுக்கினேன் பூர்த்தி பண்ணியாச்சு நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் தொடங்கிச்சுல இப்போ டைரிகளை பாசல் செஞ்சு மெட்ராசு கடைகளுக்கும் மற்ற வெளியூர் கடைகள் ஏஜென்ட்டுகளுக்கும் போய்க்கினேன் கீது ஒவ்வொரு வாட்டியும் ஏவார சீசன் ஆர்டர் மேல ஆர்டரு வந்து கூணிஞ்சுக்கிட்டேன் கிடைக்குது நானும் கையெழுத்து போட்டு இந்த வாரத்திய சம்பளத்தை வாங்கிக்கின்னு கிளம்பியாச்சு இந்த வருஷமாச்சும் ஏதாச்சும் ஞாபகம் வந்து இன்னமோ சொன்னாப்ல ஞான ஊதியம் வந்து தொழிலாளிங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டைரி கொடுப்பானா அவனுக்காவது அந்த நடப்பாவது ஜலங்களுக்கு அதெல்லாம் ஏது இல்ல தோலையட்டும் போன சொல்லிக்கினு வேகமா நடக்கிறேன் எங்க ஏரியாவுக்கு போற கடைசி பசையாவது பிடிக்கணும்ல ஏனா எப்பவுமே நீங்க டைரி எழுத மாட்டீங்களா மகளோட முந்தைய கேள்வி பொண்ணு இந்த நேரத்துக்கு வந்து என்னோட மனசுக்குள்ளே இறக்கி வச்சு அதை மறுக்கவும் நானே தூக்கி சுமந்துக்கணு போறதுதான் உத்தமம் உங்களுக்குன்னு நான் செய்யற உபகாரம் இப்படி பதில் சொல்லி இருக்க வேண்டும் இப்பத்தானே தோணுது அத கூட சொல்ல வேணாம் இன்னும் பெரிய மனசுல இடமாயில் இத்துடன் இந்த சிறுகதை நிறைவடைகிறது இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க சிறுகதைய பல பேருக்கு கொண்டு போய் சிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் மீண்டும் அடுத்தது ஒரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் செவிக்கு விருந்தாக நன்றி வணக்கம்